ஈரோடு இந்த உலகில் நமக்கு கிடைத்த புனிதமான ஊறவு ஒரு தாய் என்பவர் தனது குழந்தை மீது நேசித்து சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாள் உலகில் தோன்ற காரணமாக இருப்பவர் நம் அம்மா நமக்கு உடலையும் உயிரையும் கொடுத்து மட்டுமின்றி இளமையிலிருந்து நம்மை தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்குவதில் அம்மா பங்கினை வேறொருவராலும் செய்ய இயலாது மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறுது முன்னறுதம் அதை தமிழில் வழங்கப்படும் முதுமொழி அம்மாவிற்கு நாம் நன்றியொழாக இருக்க வேண்டும் நமது அண்ணையையும் நம்ம தெய்வமாக கருதி போற்றி வழங்கிட வேண்டும் நமது அண்ணின் மூலமாகவே இந்த உலகில் நாம் நமது தந்தை மட்டுமின்றி பிற உறவினர்களை அறிவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க மறக்காமல்ட் ம மறக்காமல் க ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்